அதே இடி சிக்கன் சிக்கன் குருமா இது தென் சிக்கன் குருமா இது முட்டை வெச்ச சிக்கன் குருமா மொபைல் ஓட வந்தப்போல ஒரு சிக்கன் குருமா यार பாத்துட்டு இருக்காங்க பாத்துட்டு இருக்காங்க ஏய் முளாதமா நீ யாரு பாக்க அப்டி யாருமே பார்க்கல ஓடனே இல்ல நம்ம ஒரு ஆசை காைய எடுத்துட்டு பாத்தோம் இல்ல எல்லாரும் பாக்கறாங்க ठीना உங்க பட்டி Adikada kadakada kadakada take <laughs> it